அனைவருக்கும் வணக்கம் மூட்டு வழி எல்லாம் வலிக்கு அதுக்கு நீங்க என்ன பண்ணுவோம் டெக்னிக் சொல்லி தர போறேன் கிளைன்சிங் அண்ட் எனர்ஜை டெக்னிக் இந்த மூணுமே வந்து வந்துடும் இத கவனமா கேளுங்க இந்த உப்பு இருக்கு இல்லைங்களா தூளுப்பு அந்த தூளுப்பு வந்து உங்களுடைய முட்டை மேல அப்ளை பண்ணிக்கோங்க குளிச்சு முடிச்சுட்டு தூளுப்பு வந்து முட்டை அப்ளை பண்ணி ஒரு கால் மணி நேரம் ஊற வைங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வெது வெதுப்பான தண்ணீரை வச்சு அதுல ஊத்தி விட்டுருங்க இது கிளென்சிங் டெக்னிக் முடிஞ்சது இப்ப எரன்ஜே டெக்னிக் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மயிலிறகு இருக்கு இல்லைங்களா உங்க வீட்டுல அந்த மயிலிறகு வந்து ரெண்டு முட்டைக்கால் அப்படியே வச்சிருங்க ஒரு பத்துல ஒரு அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறம் அந்த வலிக்குண்டான அந்த மயிலிறகு வச்சு முடிச்ச உடனே ஒரு கால் மணி நேரம் வச்சு எடுத்தீங்கன்னா போதுமானது